அழிவினும் அழிவரும் மீமாக அன்பாய் ஜமைந்த நபியே அழிவினும் அதாகி அழிவரும் அன்பாய் ஜமைந்த நபியே ஆன ஜபருதீன் கண்கொண்டு ஏ அருள் மீமான நபியே பலமுள்ள லாகூத்தின் பண்புள்ள தாளாகி பலன் பெற்றிருந்த நபியே பரிசுத்த மயிலாகியதின் மரத்தினில் பட்சியோடி இருந்த நபியே சுயிதமுடன் என்றொரு மணியாகி ஒளிவாகித் தெளிவாகி சுகம் பெற்றிருந்த நபியே சுபோபனத்துடன் மதினமானில் அரசு புரிகின்ற துய்ய மகமூது நபியே I don't know. pai ஐயே yeah, yeah. il barulilahi <laughs> manmaha mubayyanum talmasi habibullah zal tal mare marevil tondi kulamani golundaga vanda khudbu ya muhayyidini aminala aminala allah alama